មូទុលឡாஹី ឌូវាបារកាតុஹ 알hamdulillahi alhamdulillahi rabbil alamin was salatu was salamu ala sayidina muhammadin wa ala ali sayidina muhammadin mubarik wasallim alayhi rabbina billahi rabban ஸ்லாம يُحَقُّ اللَّهُ الرِّبَا وَيُرْبِي الصَّدَقَاتِ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ صَدَقَ نَبِيُّنَا سَيِّدُ الْبَشَرِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ قَالَ النَّبِيُّنَا وَسَيِّدِنَا وَشَفِيعِنَا وَحَبِيبِنَا وَقُرَّةُ أَعْيُنِنَا وَسَمَرَتُ وادِنَا سَيِّدِنَا مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الصدقة رد او قال عليه والسلام رواه والمسلم புகழ்சியும் ஏழு இறைவனாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரியது அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முகம்மது முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்துக்கொண்ட சத்திய சகாபாக்கள் தாபிரீன்கள் தபோ தாபிரீன்கள் நல்லோர்கள் நம்மோர்கள் என நம் அனைவரின் மீதும் வல்லோ நிறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நிலவட்டுமாக வாழக்கூடிய சொற்ப காலங்களில் நோய் நொடி வாழ்க்கையை வாழ்வதற்கும் விசாலமான உள்ளம் கொண்டு வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மான் நமது வாழ்க்கையில் அற்புரிவானாக கணேசன் குறி அல்லாஹின் நல்லடியா நிகழே உலகத்தினுடைய தார்த்த அல்லாக எதில் வைத்திருக்கின்றான் மனிதனுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் எதில் வைத்திருக்கின்றான் இந்த சர்வ உலகமும் உருவாவதற்கு யதார்த்தமாக இருந்த ஒரு விஷயம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விஷயத்தை நான் மனிதன் இந்த உலகத்திற்கே அனுப்பப்பட்டான் அந்த விஷயத்தின் காரணமாகத்தான் இந்த மனிதனை அல்லாஹு சோதனைக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்கின்றான் அது என்ன விஷயம் என்று சொன்னால் மனிதனிடம் இருக்கக்கூடிய பேராசை இந்த பேராசை என்பது ஒரு மனிதனிடத்தில் எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது படிக்கக்கூடிய பருவத்திலிருந்து விளையாடக்கூடிய பருவத்திலிருந்து வாணிப பருவத்திலிருந்து வயதாகி தளர்ந்து முதிர்ந்து மரணத்தருவாய் வரையிலும் இவரிடத்திலே அந்த பேராசை என்பது ஒட்டிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லி காமிப்பார் இந்த மனிதர்களிடத்தில் இருக்கிறதவா ஆசை உலகத்தில் நான் தான் பெரியவனாக இருக்க வேண்டும் பதவியில் இருக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் சேர்க்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அழகான வாகனம் வேண்டும் அழகான மனைவி வேண்டும் அழகான பிள்ளைகள் வேண்டும் என்னை பேராசை இந்த பேராசை ஒரு மனிதனை விடவே செய்யாது அவன் தவறுக்கு செல்கின்ற வரை இந்த பேராசை அவனை விடவே விடாது இந்த பேராசையை அடிப்படையாக வைத்துதான் வழி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் நபீனா அவர்களை அல்லாஹ் படைத்தார் அவர்களை படைத்து அல்லா சொன்னால் உங்கள் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வேண்டியதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு விருப்பமான இடங்களிலே நீங்கள் சுற்றித் திரியுங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்தையும் இந்த சொர்க்கத்தில் செய்து கொள்ளலாம் நான் தடுக்குகின்ற ஒரே ஒரு பழத்தையும் ஒரே ஒரு மரத்தையும் ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும் நீங்கள் செல்லக்கூடாது ஆதம் நபிக்கு அல்லாஹ கட்டளை இடுகின்றான் ஏன்னா மனிதன் இயல்பாக என்ன இருக்கு பேராசைங்கிற ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கு சைதா ஆதம் அலி இஸ்லாம்கிட்ட சொல்லி வழி முயற்சி செஞ்சான் கடைசியா சைதா நல்ல ஒரு நங்கூரமா ஒரு விஷயத்த சொன்னா உங்க ரெண்டு பேரையும் அல்லா இந்த மரத்துல கிட்ட ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு சொர்க்கமாக இருந்து விடலாம் சொர்க்காமல் உங்களுடைய வாழ்க்கை முடியாமல் தங்கிடலாம் உங்களை அல்ல நிரந்தரமா வைக்க போறது அதனாலதான் இந்த பழத்தை சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டான்ட்டு ஆதமலை இஸ்லாம் ஒரு விஷயத்த சொல்லவும் நம்மளாதான் அதான் செய்வோம் சொர்க்கத்துல இருக்க யாராவது விரும்ப மாட்டோம்னு சொல்லுவோமா அங்க இருக்கக்கூடிய நதிகளையும் அழகான பெண்களையும் அழகான உணவுகளையும் பார்த்து விட்டு இல்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு அல்லா போவோம் சொல்லுமா நான் போயிடுவோம் ஒன்றை ஆதமலை செய்யல ஆதம அலை இஸ்லாம் என்ன செய்யல செய்யல கடைசியா இஸ்லாம்ட்ட போய் சொல்லவும் என்ன செஞ்சாங்க அதே போன்று ஆதமங்க இறுதியாக அந்த இரண்டு நபர்களும் பழங்களை சாப்பிடுகின்றார்கள் அதுவரையும் வலிக்காத வயிறு வலிக்க ஆரம்பிச்சு நீங்க எல்லா விஷயத்த விளங்கிக்கங்க என்னைக்கு அல்லா சொன்ன வழிகளை நடக்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கை நல்ல முறையில் போய்கிட்டு அவன் சொன்ன ட்ராக்கிலருந்து லேசாக நம்ம தடை போடுற போது நம்ம வாழ்க்கையில விபரீதமான விஷயங்கள் நடக்கும் சொர்க்கத்திலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்க இதை மட்டும் தொடாதீங்கன்னு நல்லா சொன்னா அது வரையிலும் ஒன்றுமே செய்யலை எதோ அல்லா செய்யக்கூடாதுன்னு தடைட்டாலும் அதுல போய் கையை வச்சாங்க கையை வச்சு சாப்பிட்ட உடனே வயிறு வழி நம்ம வாழ்க்கையை நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இதுதான் காரணம் எதையெல்லாம் அல்லா செய்யணும்னு சொன்னாலும் அதையெல்லாம் விட்டுட்டு அல்ல எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் கழிவுகள் வெளியே போகணும் வெளியே போனால் நடக்காது போங்க மலம் கழிப்பதற்காக ஜலம் கழிப்பதற்காக அந்த ஆசையிலிருந்து நாம் மீண்டு கொள்ள வேண்டும் அந்த ஆசைகளிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் வேண்டும் எதனே வச்சு சைதா ஆசை காம்பான் எதை வச்சு ஆசை காம்பான் அல்லாஹ் குரான் சொல்லும் யாயு வல்லதீனா ஆமனும் இன்னமா அவ்வாளுக்கும் அவ்ளாதுக்கும் அருமையான ஊமியர்களே முஸ்லீம்களே உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளை செல்வமும் உங்களுக்கு ஒரு சோதனை இன்னைக்கு நமக்கு எதிர்தான் ரொம்ப ஆசை அதிகம் ஒண்ணு நிறைய சம்பாதிக்கணும் இன்னொன்று கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல குழந்தை ஒரு ரெண்டு மூணு குழந்தைய பெற்றெடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக ஆசையாக இருக்கு இந்த ரெண்டு இலக்கையும் அடைவதற்கு நாம் எதை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு நாம் முற்படுகின்றோம் பணம் சம்பாதிப்பதற்கு இப்படிதான் வழிகள் இருக்கு சொல்லியிருக்கிறான் ஆனா அந்த வழிகளை எல்லாம் தாண்டி என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அதிலே நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றோம் குழந்தை பெற்றெடுப்பதற்கு வழிமுறை அடைவதற்கு நாம் என்ன செய்வதற்கும் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் ஒரு கடையில் வேலை பார்க்குறோம் அல்லது ஒரு ஸ்தாபனத்தை நடத்துகிறோம் இந்த மூன்றிலுமே அல்லாரசூல் எந்த வழிமுறைகளை சொன்னார்களோ அதை நாம் கையாள வேண்டும் அதில் பேராசைப்பட்டு குறுக்கு புத்தி இல்லாமல் யோசிக்கும் போது நமது வாழ்க்கையில் விபரீதங்கள் ஏற்படுகிறது குறிப்பாக இன்றைக்கு பணம் எல்லாம் இன்னைக்கு எந்த வாட்ஸ்அப்பை பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனல் நம்ம பார்த்தாலும் எந்த இளையதளங்கள் எடுத்தாலும் சரி மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் இன்றைக்கு பணம் இருக்கிறவங்ககிட்டதான் எல்லாங்கிற மாதிரி இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த இந்த சமுதாயம் இந்த ஊடகங்கள் திணிக்குது பணத்தை சம்பாதிச்சுக்கணத்தை கூடும் ஆகும் என்று சொல்லி ஒரு கெட்ட விஷயத்தை இன்னைக்கு ஊடகங்கள் நமது இளைஞர்களுடைய தலையில் இன்றைக்கு திணித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இதனால இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய ஆண்களும் ரொம்ப அடிக் ஆயிட்ட தொழிஞ்சு போய் ஓடி போய் எங்கேயும் தெரியாத இடத்துல முள்ளு புகார் விளையாண்டாங்க ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா என்ன ஆயி போச்சுன்னு சொன்னா வாங்க ஒரே மேட்சில் ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்க சம்பாரிச்சிடலாம் வர்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சர்மா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல மின் பண்ணி இருக்கிறாங்க ஜங்கிலி ரம்மி என்னென்னமோ ரம்மி வேலை பார்க்கிற நேரத்துல பள்ளி வாசல் முடிக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் இதுல ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் விபரீதம் என்ன தெரியுமா இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா வெளிநாட்டிலிருந்து கணவர் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அனைத்தையும் ஆன்லைன்ல விட்டுட்டு கடைசியில கட்டின வீடையும் வித்துட்டாங்க கடன் தாங்க முடியாம புருசங்கார தற்கொலை பண்ணிக்கிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூணு லட்ச ரூபாய் பண்ணி அந்த மூணு லட்ச ரூபாய் இழந்து நடு தெருவுல வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சமீபமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க பெண்களே எச்சரிக்கை நீங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி வேணால் போகலாம் என்னன்னாலும் செய்யலாம் இல்லவே இல்லைங்க அல்லாஹு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை அல்லா எப்படி வளர்க்குறான் அல்லா எப்படி இறக்கிறான்ட்டு குரான் அல்ல ஒரே ஒரு வார்த்தையே சொல்லுவான் நீங்கள் சம்பாதிச்சுருக்க பணம் கொஞ்சமாக இருக்கா இந்த பணம் உங்களுக்கு வரக்கத்து ஏற்படணுமா இந்த பணம் அதிகரிக்கணுமா என்ன செய்யணுங்க டக்குன்ட்டு ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இறங்கிடணுமா நான் சரி வராது நீ வட்டி எனக்கு தான் நீ நிறைய இஸ்லாமிய அவன் அஞ்சு பைசாருவான் அந்த அஞ்சு பைசா அவங்களும் எத்தனை பேர் மாறுது நாலு பேர்ட்ட கை மாதிரி தான் எனக்கு வருது நான் ரொம்ப நியாயமாத்தான் வட்டி விட்டுறேன் நிறைய இஸ்லாமியர்கள் அப்படி வேற இப்படி செஞ்சிடலாமா பணம் அதிகமாக என்ன செய்யணும் அல்லது இந்த ஜங்லி ரம்மி மாதிரி ரம்மி சர்க்கிளில் விளையாடுறது அல்லது இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா விளம்பரம் வருது இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு கேம் இருக்கு ஒவ்வொரு கேம் நீங்க விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஏறிக்கிட்டே இருக்கும் உடனே ஒரு கேம் விளாடுறது இப்படி கேம் விளையாண்டு ரம்மி விளையாண்டு நீங்கள் எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் நேஷனல் ஹைவேல இன்டர்நேஷனல் ஹைவேல வண்டி சரியான முறையில் பார்க்கிங் பண்ணாம ஜங்லி ரம்மி விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு காரை லாரி அடிச்சு தூக்கி இருக்கு நைட் டயத்தில் வண்டியை நிப்பாடு தான் என்ன செய்யணுங்க டபுள் இண்டிகேட்டர் போட்டு என்ன செய்யணும் அலாட் கொடுத்தா வண்டியை நிப்பாட்டணும் அவன் கேம் விளாண்ட முகத்தில் எதுவுமே பண்ணலாம் அவன் பாட்டுக்கு வண்டியை நிப்பாட்டான் நின்னது கருப்பு காரு ஹைவேல வந்த லாரி கொஞ்சம் ஏறி வந்துடுங்க அடிச்சு காரத்தூக்கி போயிட்டு போயிட்டான் இன்னைக்கு பணம் சம்பாதிக்க எப்படி வேணா போயிடலாம் நம்ம முடிவு எந்தெந்த வழிகளில் போற தயவு செய்து இஸ்லாமிய நண்பர்கள் யாராவது இந்த அப்ளிகேஷன்ல உங்களுடைய மொபைல நீங்க வச்சிருந்தா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அது ஹலாரே கிடையாது போதும் ஒரு நாளிலிருந்து முந்நூறுவா நானூறு சம்பாதிக்கிறான் நீங்க விளம்பரம் பார்க்கிற ஒவ்வொரு நேரமும் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் சரி அதுக்கு போகட்டா என்ன செஞ்சா நம்ம செல்வம் அதிகரிக்கும் குறுக்கு வழிகில் எஸ்லாம் கற்று தரவேரியவான் வட்டியின் மூல உங்களுடைய செல்வத்தை நான் அழைக்குகின்றேன் நல்லா பாருங்க வட்டியின் மூலம் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்களுடைய பொருளாதாரம் சரிவுக்கு உள்ளாகும் வட்டி இல்லாம நம்ம வாழ்க்கை ரெண்டாவது ஒரு டிவியில இருந்து மொபைல் போன இருந்து நம்ம இருக்கிற வீட்டில் இருந்து எல்லாத்தையும் ஐயாயிரம் டிவி அந்த படம் தான் தெரியும் என் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் டிவி இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு டிவி வாங்கின நம்மள ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு டிவி வாங்க வைக்கிறான் அந்த ஐம்பதாயிரம் டிவி நம்ம ரெடி கேஷ் கிடையாது வாங்கலாமே அது வட்டி வந்துருச்சு போச்சு ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐ இல்லைன்னா நீ எதுக்காக போடுற தேவையே இல்லை இஎம்ஐ இல்லைன்னு சொல்லி உங்களை கூப்பிடுவான் கடைசியில் அந்த சார்ஜு இந்த சார்ஜ் அப்படி இப்படி எல்லாத்தையும் மட்டும் என்ன செய்வான் இஎம்ஐ முடிச்சிருவான் ஆக மொத்தம் வட்டிக்கு நீங்கள் வாங்கி செலவு பண்ணாலும் சரி ஒரு பொருளை வட்டிக்கு வாங்கி டீவுக்கு வாங்கி வச்சாலும் சரி என் நண்பர் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை அவர்கிட்ட போய் வாங்கிக்க கொஞ்சம் வட்டி பாட்டி பார்த்துக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிவிட்டாலும் சரி எந்த ரீதியில் வட்டியினுடைய வாடகை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாம் அந்த பொருளாதாரத்தை நிலைக்க செய்யவே மாட்டான் நீங்க நினைப்பீங்க நம்ம அப்படிதான போய்கிட்டே இருக்கிறோம் போய்கிட்டே இருக்கிறோம் போய் ரொம்ப மலைக்கு மேல கூட்டு போய் தள்ளி விடுறது சில பேர் அப்படி போடுற மாதிரி புகழ்ந்து டப்புனு ஓட்டி விடுவோமா நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் மூலம் உன்னுடைய செல்வத்தை நான் வழக்குகிறேன் செய்கிறமா இன்னைக்கு நம்ம செய்கிறமா தர்மமானு கேட்டால தெரு கையை விட்டு எடுத்தமோ தொட்டு இருக்கா அத கையை விட்டு பார்க்க நேரம் இருக்காது சில்டற இல்ல போயிட்டு வாங்க அல்ல என்ன சொல்ற நீ கொடுக்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக உன்னுடைய செல்வத்தை நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன் அழுறுதி எல்லான்னு கேட்டாங்க யார் வசூல் தர்மத்தின் மூலம் அல்லாஹ் செல்வத்தை அதிகப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் வசதம் இறக்கியிருக்கானா இல்லையா எந்த ரீதியில அல்லாஹ் இதை அதிகப்படுத்துகிறான் நீங்க கொடுக்கூடிய தர்மத்தை அல்லா பத்தாக கொடுத்து உங்களுக்கு அதிகப்படுத்துறான் பத்து ரூபா நூறு நூறு நூறு எனது அழியே என்று அழிதியாங்க அலிரதிய வாழ்க்கையில கொஞ்ச நாள் கடந்து அதை அழிரதிய அனுபவிக்கிறாங்க எப்படி அனுபவிச்சாங்க பாத்திமாநாயகி ஹசனு ஹூசைன்றது எல்லாம் வைத்திர சுமந்த வண்ணத்தில் இருக்கிறாங்க தன்னுடைய கணவர்கிட்ட பாத்திமாநாயகி எதையுமே வாங்கி கேட்டதே கிடையாது வாழ்க்கையில் கேட்ட ஒரே ஒரு சே இது மட்டும்தான் ஏன் கேட்டதே கிடையாதுண்ணா அழிதியெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுக்கும்போது ரசூல்லா சொன்னாங்க இம்மா பாத்திமா அழி மற்ற மாதிரி கிடையாது இந்த மார்க்கத்துக்காகவே தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாரு நீ அழிவிட்டதால் வாங்கி கேட்டு அலி வாங்க பெண் வீட்டார்கள் திருமணம் உங்களுடைய பெண் பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் புருஷக்காரன் சொத்தை பிரி அதை மிஷின் வாங்கிக்கிற அப்படி கேளு கேளு அதை நீ கேட்க வேண்டியதான அதெல்லாம் சொல்லி கொடுக்கூடாது என்ன செய்யணும் கண்ணிமான் முறையில வாழும் சொல்லிக் கொடுக்க இதனால் எதையுமே வாங்கி கேட்டதே இல்லை யாரே பாத்தியமான ஆகி இருந்தாலும் பொதுவாகவே ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது என்ன செய்யும் நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள நிறைய கற்பனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதை எல்லாம் சாப்பிடணும் இதை வாங்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஓடும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண பாத்தியமான ஆகிக்கு பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல பயங்கர பசி அலிரதி இல்லாண்டா சொல்றாங்க எனக்கு ஒரு ரூமான் பழம் வேணும் ஒரு மாதுளம் பழம் எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குறது கணவரே வாங்கித்தாருங்கள் அப்படியாண்டா அலிரதிலா சுத்தி சுத்தி பாத்தாங்க கையில ஒரு பைசா இல்ல நேரம் போனாங்க ஒரே ஒரு பட்டு துணி இருந்து நேரம் கொண்டு போய் பஜார்ல வித்தாங்க ஒரு பெரிய மாதுளை பழத்தை என்ன செஞ்சாங்க வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வராங்க வர ஒரு யாசகர் அலிரதி இல்லாண்டா நான் சாப்பிட்டு நாலு நாளாச்சு எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்க அழிதியலான்னு சொல்றாங்க என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை இருப்பது ஒரு கணிதான் இது என்னுடைய அருமை துணைவியாருக்கு நான் கொண்டு செல்கின்றேன் என்னை விட்டுவிடு என்று சொல்கின்றார்கள் அவர் சொன்னால் அல்லாவின் பெயராலும் முகம்மதின் பெயராலும் கேட்கின்றேன் எனக்கு ஏதாவது நீங்க தராம போகக்கூடாது அல்லா பேரை சொல்லி கேட்டா என்ன செய்யணும் உடனே அழிதிலான்னு விடுற மாதிரி இல்ல அவர் சொன்னாரு இந்த பாதி பழம் என் பசிய போக்காது அந்த பாதிப்பழமும் எனக்கு வேணும் கொடுத்துட்டு அழிதிய ஒண்ணுமே பேசல போவோம் இது வரமா தானே எப்பவுமே பாத்திமா கேட்பாங்க நம்ம வாங்கி கொடுக்கறது இல்லை கேட்காம இருந்தாலும் வாங்கி கொடுக்க போக வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் பாத்தி வாசல்ல நின்றுட்டே இருக்காங்க நிற்கும் நிறைய பெண்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கும் இல்லையா கணவர் எங்கேயாவது போயிட்டு வர எடுக்கலன்னு சொன்னால் உடனே பிள்ளையில கூட்டிட்டு வந்து எங்கே வாசல்ல நிற்பாங்க அழிவுது வெறும் கையும் வீசின கையுமா வராங்க முகத்தில் வேற பெரிய ஒரு வாட்டம் பாத்தி மாநாய் என்ன ஒன்றும் இல்லையா இது மாதிரி வந்த அந்த மாதிரி நிகழ்வு இப்படி இப்படி ஆகிப்போச்சு சரி அல்லா போதுமானவர் சொல்லி அவங்களை என்ன செஞ்சாங்க பொருந்தி கொண்டார்கள் இருவரும் வீட்டில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் அழிஞ்செல்லாம் நாளைக்கு என்னெல்லாம் செய்யணும் என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிறத பேசிக்கிட்டு இருக்கும்போது அழிதியாங்க இத வாங்கின அழிவதியும் வாங்கிட்டு உள்ள கொண்டு போவாம இந்த தட்டை கொடுத்தவரை கூப்பிட்டு கேட்டாங்க இதுல ஒம்பது இருக்கு நான் ஒன்னு கொடுத்தா பத்து ரிட்டர்ன் எனக்கு வரணும் ஒரு பழத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க பாத்திமாநாயகிட்ட போய் ஆசையா கொடுத்தாங்க பாத்திமாநாயின் ஆசையில ஹவாவில உடனே அம்பட்டி வெட்டி ஜூஸ் போட்டு குடிக்கல சாப்பிடல இந்த பத்தும் வந்தது இன்றைக்கு பெண்கள் உங்களுடைய அன்பளிப்பு தந்தாரு இது ஹராமா ஹராலான்னு தெரியல எனக்கோ பசி கடுமையா இருக்கு சாப்பிடலாமா ரசூல்லா சொன்னாங்க அலியின் ஈமனை சோதிப்பதற்கு ஒரு மனக்கே உங்களுக்கு அன்படி சொந்த தொழில் பண்றவையில் பணக்காரங்க ஒண்ணுமே இல்ல கையில போயிட்டு இருபத்தையூபா அதுலயும் இல்ல பெரும்பாலும் இன்னைக்கு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியம் எப்படியாவது வாழ்க்கையில ஐபோன் வாங்கிடணும் இதை தொடர்ந்து நம்ம ஜெயிச்சுட்டோம் ஐம்பதாயிரம் ஒரு ஐபோன் வாங்கிட்டு வாழ்க்கை வந்து லட்சியத்தை அடைஞ்சிட்டானாடி இல்லைன்னா ஒரு ஆறன் போய் பைக்கு இது எதையாவது வாங்கிட்டு வாழ்க்கை கஷ்டப்பட்டு லட்சியமா வச்சுட்டு இருக்கான் சரி வந்துருவோம் இருபத்தி ஐயாயிரம் அந்த போனைக்கு தனி அமௌண்ட் செலவு பண்றோம் நூத்தம்பது நூறு ஈசி பண்ணிட்டு இருந்தோம் நாளைக்கு நீங்கள் குறைஞ்சபட்சம் முன்னூறு ரூபாய் இருபது நாள் இருபத்தி மூணு நாள் து ஒரு சாயங்களுக்கு பட்ஜெட் இடிக்காம இருக்கும் எப்படி இடிக்கதான் செய்யும் கண்டிப்பா இடிக்கும் முதலில் ஹலாலான வழியில சம்பாதிக்கணும் இன்னொன்னு அதை செலவு பண்றதையும் ஹலாலான வழியில நல்ல வழியில் செலவு பண்ணுங்க இன்னைக்கு எதையெல்லாம் நீங்க வாழ்க்கையினுடைய பேஷனாக எடுத்திருக்கீங்கன்னு தெரியல வண்டி வாங்கறது வாழ்க்கையினுடைய பேஷன் லட்சியம் கோல் என் கோ அச்சீவ் பண்ணிட்ட மொபைல் போ லட்சம் அதான் ஏங்க ஒருத்தர் தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா போய் பிரியாணி சாப்பிட்டது ஒரு லட்சியம் இன்னைக்கு இளைஞர்கள் போய்கொண்டிருக்கின்றோம் தடுக்கப்பட்ட விஷயம் ஹராமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஹலாலான வழியில சம்பாதிச்சு ஹலாலான வழியில செலவு பண்றதோட இல்லாத ஏழிய எளிய மக்களுக்கு முடிந்த அளவிற்கு திருப்தியான முறையில உதவி செய்யுங்க யாரும் வந்து கேட்டாங்கன்னா அவளை பார்த்தா தெரியுது இன்னொன்று ஒரு பார்த்தா தெரியும் நம்ம ஊருக்காரணம் தான் இருப்பான் வாங்கிட்டு போய் வேற வேற வேறு வேலை ஏதாவது செய்வான்னு தெரிஞ்சால் அவனை கொடுக்காதிங்க நல்லாவே தெரியுது அவன் என்னதான் கொண்டு போனால் வேற மாதிரி போவான் நான் பார்த்துருக்குங்கிற மாதிரி தான் அதே மாதிரி நிறைய பேர் என்ன ஆசை கேட்குறதுன்னு நிறைய பிரச்சனைகளை நினைச்சது ஒராளை பார்த்தா தெரியுது ரொம்ப அப்பாவியாக இருக்காரு கண்டிப்பாக பசியோடு இருக்காருன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு துட்டு கொடுக்க மனசுலையா ஒரு சாப்பாடு வாங்கி நினைச்சிக்கிறேன் கையில் கொடுக்கு பைசா கொடுத்தா சரிவராது தெரியுதா உடனே ஒரு டீ ஒரு பண்ணையை ஒரு பிஸ்கட்டை எதையாவது ஒன்று வாங்கி அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்படும் ஜங்களி ரம்மையான உயர்வு ஏற்படாது நீங்கள் விளையாடுற கேம்னாலேயோ நீங்கள் பார்க்குற வீடியோனாலையோ உங்களுடைய பொருளாதாரம் ஒரு நாளும் உயர்வு அடையாது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் வாழக்கூடிய காலங்களில் ஹலாலான வழிகளில் சம்பாதித்து ஹலாலான வழிகளில் செலவிடக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பதோடு இல்லாத ஏழை மக்களுக்கு நிறைய தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ர்பூர் அலமின் என்றென்றும் தந்தொரு பிரிவானாக குறிப்பாக இந்த விஷயத்தை இன்னைக்கு பேசுனதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் நமது ஊரில் மிஸ்வான் மதரசா பெண்கள் மதரசா மக்தப் மதரசா அதுபோல சின்ன பிள்ளைங்க போதக்கூடிய புரான் மதரசா நடந்துகிட்டு இதில் ஒரு நாலு பிள்ளைங்க நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு நாலு மூணு பிள்ளைங்க புராண மனப்பாடம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடம் போயிட்டு மீதம் இருக்கக்கூடிய அசர்லையும் மஹ்ரீம் ஈஷா சுவுக்கே பா வந்து பாடம் கொடுக்கு பாடம் பார்த்து பாடம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு இந்த நான் போட்டிருக்கிற மாதிரி ஒரு அபாவை யூனிஃபார்மாக என்ன செஞ்சுருக்குறோம் கொடுத்துருக்குறோம் நாலு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இது அல்லாத இன்னும் ஒரு பத்தொம்பதுலேருந்து இருபது பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் என்பது தேவைப்படுகிறது அதை நம்ம ஊர் மக்களாக முடிந்த அளவிற்கு அதற்கான உதவிகளை செஞ்சு பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து அவங்க போதை வந்தாங்கன்னா இன்னும் ஆர்வமாக இருக்கும் நாலு பிள்ளைங்க நம்ம கொடுத்துட்டோம் மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும் அந்த நாலு பிள்ளைங்க நம்ம கொடுத்தது காரணம் குரான் மனப்பானம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தனியாக நம்ம கிளாஸு ஒதுக்கிட்டோம் அப்போ தனியாக ஒரு ஒரு யூனிஃபார்மாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன யோசனை வந்துச்சு இந்த சின்ன பிள்ளைங்க மனசு ரொம்ப சங்கடப்பட்டிருமே நாலு பிள்ளைங்க மட்டும் போட்டு வரும்போதுன்ட்டு